தமிழர் நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி நாற்றி செய் உலகும் போற்றி மேய் சிலிர்க்க தழைக்குது தமிழ்கொடி பறக்குது பறக்குது புலிக்கொடி சிறக்குது சிறக்குது தமிழ் கொடி பறக்குது பறக்குது புலிகொடி சிறக்குது தமிழ் கொடி புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்த கொடி இனிய தமிழ் மொழியும் தமிழினமும் தாக்கும் மாவீரர் கொடி சோழன் கடல் படை கப்பல் கொடி ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி ஆயிரம் குமுரல் ஆயிரம் அடிமை நிலை வாழி இனியுமா படைகள் ஆயிரம் படைகள் ஆயிரம் படம் பறக்குது புலிக்கொடி சிறக்குது தமிழ் குடி பறக்குது சிறக்குது புலிகொடி வணங்கி நாம் புளித்தெழுவோ புயலாய் நெருப்பாய் வெடித்தெழுவோ